அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து மாஷா அல்லா நம்ம ஊரில் மொத்த மதரசால கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பிள்ளைங்க ஓதினாலும் கூட நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சியினால் ஒரு மூணு பிள்ளைங்களை குரான் மனப்பாடம் பண்ணக்கூடிய தகுதிகள் அவர்களிடத்தில் இருப்பதை கண்டறிஞ்சு அவர்களுக்கான சரியான நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி இந்த பாடத்தை நம்ம துவங்கியிருக்கின்றோம் இந்த பாடம் நல்ல முறையில் நடக்கணும்னு சொல்லி நமது ஊர் மக்கள் அனைவரும் துவா செய்ய வேண்டும் அதே சூழ்நிலையில் இந்த மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்கு அனைவரும் துவா செய்ய வேண்டும் இன்னும் முக்கியமாக இவர்கள் ஓதுவதற்கும் படிப்பதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முழுக்க முழுக்க ஆர்வம் காமிக்க வேண்டும் பிள்ளைகளை ஆர்வப்படுத்த வேண்டும் கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் தொடங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது இப்போமே ஒரு ஒன்றரை பக்கம் ஒன்றே முக்கால் பக்கம் மனப்பாடம் பண்ணியாச்சு அதை இன்ஷால்லாம் இப்போ பிள்ளைங்க ஓதுவாங்க இதை தொடர்ந்து இன்னும் இவர்கள் நிறைய மனநம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அனைவரும் துவா செய்ங்க இன்ஷால்தான் பாடம் பார்த்துட்டிங்களா எல்லாம் ஒரே மாதிரியாக அழகான முறையில் போடுங்க போடுங்க ауது বিল্লাহি মিনাশ ஷைத்தானிர் раджим пеш мера ம் mm. إِنَّ مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ قالوا إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ أَيَحْسَبُونَ أَنَّا لَمْ نَسْمَعْ كَمْ يُتْلَى عَلَيْنَا مِنَ الْأُنْهُرِ يَا مُوسَىٰ مَا جِئْتَ بِهِ السِّحْرُ إِنَّ اللَّهَ سَيُبْطِلُهُ إِنَّ اللَّهَ لَا يُصْلِحُ عَمَلَ الْمُفْسِدِينَ ما شاء الله இன்னும் பாடம் நல்லா பார்க்கணும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஆரம்பத்தில் எழுத்து மாறி மாறி வர்றது எல்லாமே வரும் ஸ்கூல் படிப்பு இதெல்லாம் போக மிச்சம் உள்ள நேரத்தில் தான் நம்ம இதை ஓதிக்கிட்ருக்கிறோம் அப்படி ஓதியுமே அலகது மூணு பேருமே ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒன்றரை பக்கம் ஒன்றே பக்கம் மனப்பாடம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இதே ஆர்வத்தோடு இதே முயற்சியோட வரணும் இன்ஷால்லாம் வரக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் மூணு பேரும் நம்ம பள்ளியாசரில் தொலை வைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிடணும் ஓதிடணும் தராவி தொழுகையில் உங்களால் எத்தனை ரக்காய் தொலை வைக்க முடியுமோ அந்தளவுக்கு தொலை வைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுக்கணும் பாடம் நிறைய ஓதிருக்கணும் இன்ஷால்லாம் சரி அலாமே வரமத்தி வரகாத்தூ